கசையடி திரேகத்தில் உருந்தவுடனே அப்படி அபுசகமான் சுழன்றி கீழே விழுந்துவிட்டார்கள் திரேகத்தில் அந்த கசையடியினுடைய தன்மையினால அவங்களுடைய திரேகங்கள் எல்லாம் அப்படியே அடி விழுந்து அந்த அடியில் என்று அப்படியே ரத்தங்கள் சொட்டுகின்றது இது கண்ணுற்ற ஹலீஃபா அவர்கள் ஹலீஃபா அவர்கள் கண்கலங்குகின்றார்கள் மகன் மீது அடிக்கப்படுகின்ற அந்த கசையடி அபுசகுமான் துடியாக துடித்து கீழே கிடக்கின்ற காட்சியை கண்ட ஹலீஃபா சொன்னார்கள் அன்பு மகனே அபுசகுமானே ஆகையினால் நீங்கள் கண்கலங்காதீர்கள் உலகத்திலே செய்த குற்றம் உலகத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை அது உலகத்திலே தீர வேண்டும் அப்பந்தான் அல்லாஹு தால ஆண்டவன் மறு உலகத்தில உங்களுடைய குற்றத்தை உங்களுடைய பாவத்தை கூட்டத்திலே அல்லாஹு தால ஆண்டவன் உங்களை வைப்பான் ஆகையினால் அன்பு மகனே அருமை மகனே மீண்டும் நீங்கள் எழுந்திரித்து நல்லுங்கள் என்று ஹலீஃபா சொன்னார்கள் அதுபோன்று அபு சகமான் மீண்டும் தான் எழுந்திரித்து நிற்கூடிய நேரத்தில் அபு என்று சொல்லக்கூடியவனை பார்த்து சொன்னாங்க அபு என்னுடைய மகனை அடி என்று சொன்னார்கள் சொன்னதும் அதுபோன்ற அந்த அபு என்று சொல்லக்கூடிய அபு சகுமான் திரேகத்தில் அடிங்க அடித்தீடுவார் அபு சகுமான் தீரேகம் அறியில் அடி பட்ட அபு சகுமான் துடியாக துடி இவ்விதமாக அவங்களுடைய திரேகத்தில் மீண்டும் பதினஞ்சு அடி பதினஞ்சும் பத்தும் இருபத்தி ஐந்து அடி அவங்களுக்கு அடிக்கப்பட்டு விட்டது இந்த இருபத்தி அடி அடித்த உடனே அபுசகமானுடைய திரேகத்தில் நின்றும் என்ன நிலை ஏற்படுகின்றது அவங்களுடைய திரேகத்தில் நின்றும் ஆமசங்கள் அப்படியே துண்டு துண்டாக தெரித்து விடுகின்றது அவங்களுடைய திரேகத்தில் ரத்தங்கள் கொட்டுகின்றது அவங்களுடைய திரேகத்தில் வேதனைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்துக்கும் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத நிலையிலே அபுசல்மான் அப்படியே மயங்கி கீழே விடுகின்றார் கீழே விழுந்த அபுசகுமான் கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்த்து எவ்வளவு தயமாக சொல்லுகின்றார்களே அருமை பிதா அவர்களே இந்த தருணத்தில் என்னுடைய திரேகத்தில் அடிக்கப்படுகின்ற அந்த அடியினால என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே நெருப்பி போன்று கொதிக்கின்றது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தந்தையே எனக்கு இந்த தருணத்தில் தாகும் பொறுக்கில்லை தந்தையே நான் என்ன செய்வேன் தண்ணீர் கொஞ்சம் தங்கிடுங்கள் தந்தையுட முகத்தை பார்த்து ரொம்ப தயமாக கேட்டிடுவாங்க அருமை தந்தையே எனக்கு இந்த நேரத்தில் தாகத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கின்றது பாசம் உள்ள மகனே அபு சஹமானே இந்த இடம் உனக்கு எப்பேர் கொத்த இடமாக இருக்குமே இது உலகத்தில் உனக்கு நரகத்தை போன்ற கேமத்தில் நீ நரகத்தில் கிடந்து வேதனைப்படும் தந்தையே எனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது தண்ணீர் தாரங்கள் என்று கேட்டால் நான் அங்கு வர முடியுமா உனக்கு தண்ணீர் தர முடியுமா போல தண்டனை தீடு மறைந்திரவும் இது உனக்கு ஒரு நரக மகனே ஆகையினால் நீங்கள் தண்ணீர் கேட்க வேண்டாம் எழுந்து நில்லுங்கள் இன்னும் உங்களை அடிக்க வேண்டிய அடி பாக்கி இருக்கிறது அந்த அடியை அடிக்கட்டும் என்று சொன்னதும் அபு சகமான் ஆகக்கூடியவர்கள் மீண்டும் தான் எழுந்து நின்றார்கள் நின்றவுடனே அபு என்று சொல்லக்கூடியவனை பார்த்த அடி என்று சொன்னதும் மீண்டும் அந்த அபு என்று சொல்லக்கூடியவன் அபு சகமானுடைய திரேகத்தில் பதினைந்து அடிங்க அடி தீடுவான் சாகும் மாதம் அறிய அடித்தாரி நாடினாரே அழகுள்ள நபு சாகும் பதினைந்து அடி அடிக்கப்பட்டது இருபத்தி ஐந்தும் ஒரு பதினைந்தும் நாற்பது அடி அவர்களுக்கு நிறைவேறியது அந்த நாற்பது அடி நிறைவேறியவுடனே அபிசகுமான் கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்தவர்கள் தன்னை மறந்தவர்களாக கிடக்கின்ற அபிசகுமான கண்கள் சிந்துகின்றது இதை பார்த்து நின்றவர்கள் விட்டு அழுகின்றார் கீழே விடுகின்றது ரத்தங்கள் கொட்டுகின்றது இப்பேர்கொற்ற ஒரு கோரமான காட்சியை கண்ட அனைவர்களும் தான் ரொம்ப பரிதாபத்தோடு நின்று நேரத்தில் கீழே கிடக்கின்ற அபிசகுமான் கண்ணில் கண்ணீர் சிந்துகின்றனர் கண் கலங்கி சொல்கின்றார் அருமை பிதாவே என்னால் இந்த அடியை தாங்கிக் முடியவில்லை நெருப்பை கொண்டு சுட்டால் எவ்வாறு இருக்குமோ அதுபோன்ற எனக்கு வேதனை இருக்கின்றது என்னால் தாங்கிக் முடியவில்லை தந்தையே தயூர்ந்து இந்த நேரத்தில் என்னுடைய முன்பதாக வந்து உங்களுடைய கரம் நீட்டி என்னுடைய கையை பிடித்து தூக்கி கட்டி தழிவிடுங்கள் பெற்றெடுத்த என் தந்தையே தந்தையே உங்களுடைய கரம் கொண்டு என்னுடைய கரத்தை பற்றி பிடித்து உங்களுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே கொதிக்கின்றது தீ சுட்ட காயங்களை போன்று என்னுடைய திரேகம் தானே அப்படியே தீயாக எரிகின்றது என்னால் தாங்கிக் முடியவில்லை தந்தையே என்று சொன்னார்கள் இதை கேட்ட பார்த்த உமர்சத்தாபுடத்தன்பு அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் துடி துடித்து அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சொல்லுகின்றார் அன்பு மகனே பாசம் உள்ள மகனே அபுசகுமான முடியும் நரேந்திரமும் இது உனக்கு நரகமாக இருக்கும் நான் உன்னை தொடமாட்ட நரகத்திலே கடந்து வேதனைப்படும் போது தந்து ஏ வாருங்கள் வந்து கட்டி அனைத்து பிடிங்கள் என்று சொன்னால் நான் அங்கு வர முடியுமா உன்னை பிடிக்க முடியுமா அதுபோல இது உனக்கு நரகம் இந்த குற்றம் தீர்வு ரெண்டு நான் உன்னை தொடமாட்டேன் மகிணி என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் சொல்லுகின்றார் மகனே இன்னும் இன்னும் குறை அடி பாக்கி அடி இருக்கின்றது அந்த அடி நிறைவிட வேண்டிய எழுந்திரித்திருங்கள் என்று சொன்னதும் உடனே அபுசகுமான் எழுந்திரித்து நின்றார்கள் என்ற உடனே அந்த அடிக்கின்ற அபு என்று சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை குற்றத்தை அத தீர்ப்பு வழங்கக்கூடிய அவன் தான் எழுந்திரித்து அவனுடைய கையில வைத்திருக்கின்ற அந்த கசையினால அபு சகுமானுடைய திரேகத்தில் நாப்பது அடி அடி தீடுவான் நல்லதோல் அபு சாகுமானி அடித்ததோனே அடியே அழகுள்ளி காரை மீது விழுந்திடுவார் துடியாக துடித்திடு அடி அவனுடைய அவருடைய திரேகத்தில் அடிக்கப்பட்டுவிட்ட நாற்பது நாற்பதும் அடி அவங்களுக்கு நிறைவேறிவிட்டது அடி அடித்ததும் அபிசகமானுடைய கண்கொண்டு பார்க்க முடியாத அந்த நிலைக்கு அவங்களுடைய திரேகம் ஏற்பட்டுவிட்ட இவ்வான் அடிப்பட்ட அபிசகுமானுக்கு இளைய துடியாக துடித்து அறுத்த கோழி எப்படி துடிக்குமோ அது போன்றுக்கு கிடந்து துடிக்கின்றார் கண்ணீர் விட்டு அழுகின்றார் தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார் தந்தையே இனிமேல் நான் இங்க தாங்கிக் கொள்ள போகின்றேன் இனிமேல் இன்னும் பாக்கி அடி குறையடியை நான் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகின்றேன் எப்படி நான் உயிர் வாழப் போகின்றேன் ஆகினால் அருமை பிதாவே எனக்கும் ரொம்ப ஹாலாக இருக்கின்றது தாகம் ஒரு புறம் மற்றொரு பசி இந்த ரெண்டுக்கும் மத்தியில் என்னுடைய உயிர் வேதனைப்படுகின்றது வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய தொழுகியை முடித்து பசியை பசியை தீர்த்துக் கொள்வதற்காக வீட்டுக்கு சென்ற நான் அந்த இடத்திலே உணவை வாங்கி முன்னாலே வைத்து ஒரு விடி அள்ளி உண்ணக்கூடிய நேரத்தில் என்னுடைய கையை பிடித்து அழைத்துக் வந்தீர்கள் நான் உண்ணவில்லை என்னுடைய பசிக்கு எந்த ஒரு ஆதரவை என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை தண்டிக்கப்படுகின்றது ஆகவினால் எனக்கு இந்த நேரத்திலோ பசியோ அதைவிட அதிகமாக இருக்கின்றது நான் என்ன செய்வேன் என்று கண்ணை விட்டு அழுகின்றார் அதை கண்ணுற்ற ஹலீபா சொல்லுகின்றார் மகனே அழுகாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் அல்லாஹும் ஜெல்லஸ்தானம் விட்டாலே ஆண்டவன் இந்த தண்டனை உங்களுக்கு நெருங்கிய விடுமையானால் இதைவிட உயர்ந்த உணவை அல்ல உங்களுக்கு தர இருக்கின்றார் இதைவிட உயர்ந்த ஒரு அந்தஸ்து அல்ல உங்களுக்கு தர இருக்கின்றார் ஆகிய நாளி உங்களுடைய உயிர் பிரிவரை முன்னால இந்த அடியை நிறைவேற்றிக் வேண்டும் மகனே எழுந்திருத்த நிலுங்க சொன்னார்களா சொன்னே இதை கேட்ட அபிசகுமான் மீண்டும் சக்தி இல்லாத நிலையிலே தட்டி தடுமாறி தான் அபு என்று சொல்லக்கூடிய அந்த கசையினாலே இன் அவங்களுடைய திரேகத்தில் எந்த முறையிலே பத்து நாடி தீடுவான் அபிஷகுமான் தீரகத்திலே சாஹுமா மீண்டும் பத்து அடி எண்பதும் பத்தும் தொண்ணூறு அடி அவங்களுக்கு விட்டது நிறைவேறியதும் அபுசகமான் மீண்டும் தானே விழுந்து விட்டார்கள் விழுந்தவர்களால எந்த விதமா அடவோ அசையோ முடியாத சக்தி இல்லாத நிலையிலே அதே நேரத்தில் பார்த்தவர்கள் எல்லாம் பரிசாபட்டு கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஆண்டவனே அபுசகமான் இனிமேல் எப்படி அவர்கள் ஜீவிக்க போகின்றார்கள் ஜீவித்திருக்க போகின்றார்கள் என்று எல்பர்களும் தான் பதறி நேரத்தில் கீழே கிடக்கின்ற அபுசகுமான் அவங்கள் கண்களில் கண்ணீசிந்த தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார் அருமை பிதாவே என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய அன்னையினுடைய முகத்தை அவங்களுடைய தீரான் நான் முறை பார்த்து என்னுடைய இறுதியான கடைசியான என்னுடைய சலாத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என் தந்தையே என்னுடைய தந்தை என்னுடைய தாயை நீங்கள் அழைத்து வர வேண்டும் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா மகனே இந்த ஆகையினால் அன்பு மகனே இன்னும் கொஞ்சம் தான் அடி பாக்கி இருக்கின்றது அந்த அடி நிறைவேறுவதற்கு முன்னாலே எழுந்திரித்து நில்லுங்கள் உங்களுடைய உயிர் பிரிவதற்குள்ளாக அந்த அடியை நிறைவேற்றி என்று சொன்னதும் அபு சலம்மான் முடியவில்லை அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை இந்த நிலையிலே கீழே கிடக்கின்ற அபிசகுமான் கண்களில் கண்ணீர் சிந்த அவங்களுடைய உள்ளமெல்லாம் துடித்து நினைக்கின்றார் மனதுக்குள் ஆண்டவனே நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் எவ்வளவு பெரிய குற்றம் செய்துவிட்டேன் என்னுடைய குற்றத்திற்கும் நான் செய்த தவறுக்கும் எனக்கு தகுதியான தண்டனை கிடைத்துவிட்டதே என்னுடைய பாவம் பொறுத்தார் படைத்தோனே ஆயிலாதி பகவானுடைய உள்ளங்களில் அப்படி தேம்பி தேம்பி கண்ணீர் சிந்த அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான் இறைவா என்னுடைய பாவத்தினை மன்னிப்பாயாக என்னுடைய குற்றத்தினை மன்னிப்பாயாக என்னுடைய பிள்ளையினை ரஷிப்பாயாக என்று அல்லா இடத்திலே உள்ள கேட்கின்றார் அதே நேரத்தில் சலீபா சொல்லுகின்றார் மகனே அருமை மகனே இன்னும் பாக்கி அடி முப்பது அடி இருக்கு அது நிறைவேற்றிக் வேண்டும் எழுந்திரித்து நில்லுங்கள் என்று சொன்னதும் அபு சகுமான் ரொம்ப அவங்களால எழுந்திரிக்க முடியவில்லை எழுந்திரித்து நிற்பதற்கு சக்தியும் இல்லை இந்த நிலையிலே அபு என்று சொல்லக்கூடிய நிர் சொன்னாங்க அபு என்னுடைய மகன் ஊழியர் பிரிவதற்கு முன்னாலே இன்னும் பாக்கியடிக்க வேண்டும் அடி என்று சொன்னார் அந்த அபு என்று சொல்லக்கூடிய ஒரு அவருடைய கையில வைத்திருக்கின்ற கசையினால கீழே கிடக்கின்ற அபுசகுமானுடைய திரேகத்தில பதினைந்து அடி அடி திடுவாங்க பண்பான அபுசகுமான நிறைவேறி போச்சு அடி பாய் அதாவது இருக்கிறது ஆகவே நூத்தி அஞ்சு அடி நிறைவேறியதும் அபுசகமான் கீழே கிடக்கின்றவர்கள் அவங்களுடைய கண்கள் அப்படியே பற்று மறைத்து ரொம்ப சோர்ந்து விட்டார்கள் ரொம்ப ஹாகி விட்டார்கள் அதே நேரத்தில் கிடக்கும் ராபு தன்னுடைய தந்தையினுடைய தீனாரை தானே பார்த்து பேச முடியாத நிலையிலே நாவெல்லாம் தலை வளர்க்கக்கூடிய முறையிலே தட்டு தடுமாறி சொல்லுகின்றார் என்னுடைய கண்ணுக்கு எட்டு சொர்க்கு தெரிகின்றது ஊரிலியின் பெண்கள் எல்லாம் கைகளில் அமிர்த கிண்ணங்களை வைத்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார் ஆகினால் அரமைப்பினாவே என்னுடைய உயிர் பிரியப் போகின்றது இந்த கடைசியான நேரத்தில் என்னுடைய சராத்தையாவது நீங்கள் ஏற்றுக் என்று இன்னும் அபு சகுமானாக கூடிய பாபாவுடைய பார்த்தளைக்கும் அன்புள்ள மாவா என்று வர்கள் கண்களில் கண்ணில் சிந்த தன்னுடைய தந்தைக்கு இறுதி செல்லாம் சொல்லுகின்றார் கடைசியாக செல்லாம் சொல்லுகின்றார் அதுக்கு பிரிதி சொல்லிய ஹலீபா சொன்னார் நீங்கள் அவர்களும் என்று சொல்லக்கூடிய அந்த ஷாரா கலிமாவை ஓதுங்கள் மகனே என்று சொன்னதும் அவங்களுடைய நாவினால் கலிமா முடிந்தவர்களாக அதே நேரத்தில் அமைப்பின் பிரகாரம் அவனுடைய பமாவின் பிறகு அனுசாய் அவர்கள் வந்து அபு சகுமான் உடல் கைப்பற்றப்படுகின்றது அவங்களுடைய உயிர் பிரிகின்றது இந்நாளில் தாகி வாயிலாஜ்யம் இன்னும் அபு சகுமான் அவங்களுடைய திரேகத்தில் நூத்தி அஞ்சு அடி நிறைவு பெற்று விட்டது அவங்களுடைய உயிரும் பிரியப்படுகின்றது இப்படி 105 அஞ்சு அடி இடைவு பெற்ற அபிசகுமான் அவங்களுடைய ஹயாத்து பிரிந்ததும் இதை பார்த்த நீண்ட கண்டித்து கடலிலே மூழ்கினார்கள் நீந்தினார்கள் அபிசகுமானுடைய பிரிவை அவங்களுடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடி மக்கள் எல்லாம் துடித்தார்கள் இது கண்ட ஹலீஃபா அவங்களுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கவே Okay. ஒரு தந்தையினுடைய உள்ளம் தாங்குமா இது கேட்ட அந்த மகனை பெற்ற தாயினுடைய உள்ளம்தான் தாங்குமா அவர்களும் துடித்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் ஆகவே செய்ய வேண்டிய இறுதிக்கடனை அவசர அவசரமாக திரேகங்களில் இன்றும் கிடக்கின்ற அந்த தசைகளை எல்லாம் ஒன்றாகத்தானே எடுத்து அவர்களுடைய திரேகத்தில் தானே ஒன்றாக வைத்து கழுகு குழு இன்னும் முறைப்படி அவர்களுக்கு கவனிட்டு மதினமான வரத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை கொண்டு சென்று அருமகளை தொலை வைத்து நம்முடைய முறைப்படி அபு சகமான் அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள் நல்லடக்கம் செய்து முடிந்ததின் பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அதாவது இறுதி துவாக்களை எல்லாம் முடித்துவிட்டு அந்த மதனமா நகரத்து மக்கள் எல்லாம் மனதிலே ரொம்ப வியாகூலப்பட்டவர்களாக மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக அபு சஹம்மானுடைய துவா செய்து அவரவருடைய இல்லங்களுக்கு திரும்பினார்கள் அதுபோன்று தன்னுடைய மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டு நம்முடைய மகனுக்கு இப்பே இருக்கோ நிலைமை விட்டதே என்று அவர்கள் பள்ளிவாசலுக்குச் சென்று துள்ளுது விட்டு அல்லா இடத்திலே துவாயிருந்தவர்களாக இறைவா என்னுடைய மகன் என்னுடைய மகன் செய்த குற்றத்திற்கு தண்டனையை நிறைவேற்றினோம் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் பதினஞ்சு அடி பாக்கி ஆகிவிட்டது இந்த பதினஞ்சு அடி பாக்கியினால மகனுக்கு அதனால வேதனை உண்டுமோ அதனால மகனுக்கு இன்னும் தண்டனை உண்டுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று அபுசகுமான் அபுசகுமானுடைய நிலையை எண்ணி சலீமா அவர்கள் உமர்ஹத்தா அவர்கள் அல்ல இடத்திலே உள்ள உருகி கேட்டார்களா இன்னும் சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது பதினஞ்சு அடி அவங்களுடைய கபர்களை அடித்ததாகவும் சொல்லப்படுகின்ற உயிர் இருக்கும் போது அடித்தால் அதற்கு அதற்கு அதற்கு பதினொன்று பிரிவிண்டு உயிர் பிரிஞ்சதுக்கு பின்னால் அதை அடித்தாலும் அடிக்காவிட்டாலும் அதைப் பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஆகவே அதைத்தான் சொல்லுகின்றார்கள் அடித்தார்கள் என்றும் அடிக்கவில்லை என்றும் ஆனால் அதே நேரத்தில் ஹலீமா அவர்கள் அல்ல இடத்திலே துவா செய்தார்கள் என்னுடைய மகன் செய்த குற்றத்தினை பொறுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் ரட்சிகனே என்று பொறுத்து அதுபோன்று பள்ளியிலே அவர்கள் நித்திரியாகிவிட்டார்கள் அப்படி நெத்திரியாகிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் ஹலீமா உடைய மினாமியத்தில் எப்போத்தவர்கள் ஆட்சியைத்தானே காணுகின்றார்களே ஆனால் எட்டாவது சுமலோகத்தில் மீன்கள் நல்லடியால் கூடியும் மத்தியிலே தன்னுடைய மகன் அபிசகமானம் வீற்றிருப்பதை எல்லாம் கூடி நின்று அவர்களுக்கு உயர்ந்த உணவுகளைத்தான் அழைத்து அவர்களை சப்ரமஞ்சத்தில் வைத்து ஆட்டுவதைப் போன்று அழகான கனவை கண்டார் அகாம் கனவு கண்டிமார்களுடைய மத்தியிலே இருப்பதைப் போன்று ஒரு நல்ல கனவை கண்டார்களா அவர்கள் கனவை கண்டவர்களுடைய மனம் சந்தோஷப்பட்டது அல்லா இடத்தில் இரும்பு துவா செய்தார்கள் இப்படி ஹலீபா கனவு கண்டார்கள் அதுபோன்று கா கதிரவனும் உதயமாக உதயமான உடனே அரசு தன்னுடைய சென்றார்கள் வீட்டுக்கு சென்றார்கள் சென்றவுடனே அது போன்று அந்த தாயும் அந்திரவும் ரொம்ப ஏக்கத்தோடும் ரொம்ப வேதனையோடும் படுத்திருந்த அவர்களும் அதுபோன்று கனவை கண்டார்களா தன்னுடைய மகன் தள்ளடியார்கள் ஊமியின்களுடைய கூட்டத்திலே சூனலோகத்தில் இருப்பதை போன்று அந்த தாயும் கனவு கண்டாங்க அதை கண்டு அந்த தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹலிபா அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய மனைவிக்கு சொல்ல அவர்கள் கண்ட கனவை தன்னுடைய கணவருக்கு சொல்ல ரெண்டு பேரும் கேட்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டார்களா அல்லாவுத்தாலத்தை குற்றத்தை மன்னித்து அல்லாஹ் உயர்ந்த ஒரு அந்தஸ்து மகனை ஆக்கிவிட்டான் என்று ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க உடனே சபை கூடியது அரசு சபை கூடியதே ஹலிபா அவர்கள் வந்து அமர்ந்தவுடனே அதாவது தன்னுடைய ஹசரத்து அலில் எவ்வாவுத்தாலான் அவர்களை அழைத்து செய்து உடனே சொன்னார்கள் இப்பெயர் கொற்ற ஒரு காரியத்துக்கு உடந்தையாக இருந்த அந்த கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுத்தான் அதுபோல் அந்த எகூதி காபரை போய் அழைத்துக் கொண்டு வந்து அரசு சபையில் நிறுத்திய உடனே அப்பொழுது சொல்லுகின்றார்கள் ஹலீபா அவர்கள் ஹசரத் அவர்களே இப்பெயர் கொற்ற ஒரு பாதகமான செயலுக்கு உடந்தையாக இருந்த இப்பெயர் குற்ற ஒரு குடூரமான செயலுக்கு அவன் உடம்பையாக இருந்து இப்பெயர் கொடுத்த ஒரு தீங்கான காரியத்தை ஏற்படுத்தி அவனை நிறுத்தாதீங்க வேதனைப்படுகின்ற ஹசரத் அலில் எவ்வளவாத்தார்க்கு கேட்டாங்க ஹலீபா அவர்களே அப்பெயர் கொடுமையான காரியத்தை செய்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டு சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே ஹலீபா சொன்னார்களா அருமை ஹசரத் அவர்களே இப்பவும் நான் சொல்லுகின்றேன் என்னுடைய மகன் தண்டிக்கப்பட்டுவிட்டார் என்பதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை பெருமானார் நபி முகமது சொல்ல அவர்களுடைய சொல்லின்படி அதாவது கலிமாவை சொல்லி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனை மன்னிப்போம் மறப்போம் என்று சொன்னார்கள் உடனே ஹத் அவர்களும் மற்றும் அப்படியே ரொம்ப வியப்புற்றார்கள் ஹலீபாவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய கருணை தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய தீங்களை வைத்த அவனுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்கேன் அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள் கரிமாவை சொன்னால் அவனை மன்னிப்போ அருமை பெரியோர்களே தாய்மார்களே சற்று இந்த இடத்தில சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன அந்த சொல்லை இன்னைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்ற மன்னிக்கின்ற மனப்பான்மையும் மறக்கின்ற மனப்பான்மையும் நிச்சயமாக நம்மளுக்கு உண்டு அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு எனங்க மன்னிப்போம் என்று சொன்னார் உடனே சொன்னார்கள் இதை கேட்ட அந்த அவர் சொன்னார் ஹசரத் அவர்களை ஒரு விருப்பம் அதாவது ஒன்று நான் இஸ்லாத்துல சேர்ந்து ஆட்சேபனை இல்லை நீங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு அதாவது எனக்கு ஒரு அதாவது என்ன காரியம் என்று சொன்ன கலிமாவை சொல்லுவேன் நான் இஸ்லாத்துல இணைஞ்சிருவேன் அதுக்கு அப்புறம் நான் கல் குடிப்பேன் சாராயம் குடிப்பேன் இதுக்கு நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்கணும்னு அனுமதி கொடுக்கணும் சொல்லி காட்ட இதை சொன்ன உடனே ரொம்ப ஆத்திரமும் ஆவேசும் வந்துவிட்டேன் சொன்னான் ஹசரத் அவர்களே எவ்வளவு பெரிய ஒரு அகம்பாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க கலிமாவை சொல்லுவான கள்ளு குடிப்பான செய்யுங்கள் என்று அந்த தகுந்த தண்டனை வழங்கப்பட்டது அவன் குறைக்களத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவன் அரகத்துக்கு ஆளாக்கப்பட்டான் அதே நேரத்தில் அந்த எகூதுடைய மகளை அழைத்து வரச் செய்து ஏனென்றால் தன்னுடைய மகனுக்கு பிறந்த குழந்தை அதற்காகிய சைகத்து சட்டப்படி அந்த என்ன ஒரு விதி உண்டுமோ அந்த முறைப்படி அந்த பெண்ணுக்கு வேண்டிய நபக்கா அதுக்கு ஊண்டில் அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு வேண்டிய செலவுகளை கொடுத்து அந்த பெண்மணி அனுப்பி வைத்தார்களா இப்படி அனுப்பி வைக்கப்பட்டதின் பின்பு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹலீஃபாடைய நீதியையும் அவங்களுடைய நேர்மையையும் தானே பாராட்டி புகழ்ந்து அவரவர்களுடைய மனங்களிலே ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் அபு சஹம்மானுடைய ஹக்கிலே துவா செய்கின்றார்கள் நாம அப்படி ஒரு காயத்தை செய்துவிட்டு நமக்கு அந்த தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட மாட்டார் காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு இயல்பு நமக்கு அது இடம் இல்லை ஆனால் நிச்சயமாக அல்லாவுடைய நம்மளுக்கு இருக்கின்றது அதை விட்டு நாம் யாரும் தப்ப முடியாது ஆகையினால இதை ஒவ்வொருவர்களும் மனதில் கொண்டு இதுபோன்று தீமையான காரியங்களை விட்டு நீக்கி நன்மையான காரியங்களில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தால ஆண்டவன் ஆக்கி வைப்பான் என்று இருக்கிற வேண்டி ோம்ிடுவோ நாம இதுபோன்று நல்ல பல வாக்கியங்களை கேட்டு நல்வழியில் அடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அவுலாஹத்தால் ஆண்டவன் ஆக்கிரமிப்பான் என்று வேண்டிக் இந்த சரித்திரத்தை இம்மற்றோடு நிறைப்படுத்திக் கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யார் அப்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி